நீங்க மாத கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நிகழ்வது கிடையாது என்ன உலகம் போய் வீடு போய் வாசல் போய் கொஞ்சம் தன்னிலை உணர்வீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ எப்ப உடையதோ அப்படி உணர்வீங்க அது வரைக்கும் உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாலிஷாவே நான் தடவி பாலிஷாவே பேசினா வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை அதனால எடுத்துக்காதீங்க for some answers i don't get anything adhey nanatchu veena tamilie poduvom nama general ah ellathu <laughs> puriyura maari porum ore ore sila nerangal la ore sila badhil kadikama indha moola koorku eppadi na formula kandupidikiradhu indha formula enga poi mudiyum idu enga aarambikkum ennuli paithiyume pudichirum or kattathukku mela enakku or answer kuda kadikad kaduppai tension la posam poi padu vingiruan nanu உணர்வா போய் நிக்காது என்ன புக்ல பாக்குற சொன்ன சாப்பிட முடியுமா வந்து புக் உணர்வுங்களா அதற்கு பேர் தான் நீங்கள் தேடக்கூடிய நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க வெளியில் நீங்கள் தேடுவது அனைத்தும் போய் எதுவுமே வெளியில் தொட்டுட்டன்ற உணர்வு ஒரு அர ஒண்ணு அறையறி வெளியா உள்ளா சாப்பிடுற அந்த டேஸ்ட் வெளியே உள்ள ஒரு பொருளை பாக்குற அந்த பொருளோட விஷயம் வெளியே தெரியுற மாதிரி இருக்கு சென்ஸ் ஆகுது அப்ப நாட்டு எங்க இருக்கு உள்ள விட்டு வெளியில தேடிக்கும் எல்லாம் வரவே முடியாது முதலமைச்சவன் முடிவு மற்றவன் பேச வரல எங்க போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாம போறதுக்கு ஒரு பிரேக் ஒண்ணு தேவைப்படுது ஆக நம்ம கொடைக்கானது அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டுருக்கோம் ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணுறோம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பமுள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும் விருப்பப்படுறவங்க